பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பாலகினம் தமிழின் அனைத்து நேயர்களுக்கும் நலம் விரும்பிகளுக்கும் மற்றும் சந்தாதாரர்களுக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த இனிய பொங்கல் நல்வாழ் பொங்கல் நல்நாளில் அனைவரும் அனைத்து வளமும் பெற்று வாழ பாலகினம் தமிழின் சார்பாகவும் அதன் இருபது லட்சம் பார்வையாளர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த வருட பொங்கலுக்காக என்னால் எழுதப்பட்ட புதிய பாடல் ஒன்றை உங்கள் முன் பாடுகின்றேன் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்முடைய சேனலில் எழுதியனுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதோட கிட்டத்தட்ட எண்பது பார்வையாளர்கள் இன்னும் இந்த செலக்டால் பட்டனை செலக்ட் பண்ணாமல் இருக்காங்க அவங்க உடனடியாக செலக்ட் ஆல் பட்டனை செலெக்ட் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்த மகிழமா உங்களை அனுபவம் கேட்டுக்கொள்வேன் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தமிழரின் பொங்கல் அனைவரும் கொண்டாடுவோம் பொங்கலோ பொங்கல் தமிழரின் பொங்கல் அனைவரும் கொண்டாடுவோம் ஈடு உழவரின் பொங்கல் ஈடு உழவரின் பொங்கல் இது உலவரின் பொங்கல் உழைப்பின் பொங்கல் உலகெங்கும் கொண்டாடுவோம் பொங்கலு பொங்கல் பொங்கல் பொங்கல் தமிழரின் பொங்கல் அனைவரும் கொண்டாடுவோம் இது உழவரின் பொங்கல் இது உழைப்பின் பொங்கல் இது உழவரின் பொங்கல் உழைப்பின் பொங்கல் உலகெங்கும் கொண்டாடுவோம் பொங்கலு பொங்கல் தமிழரின் பொங்கல் அனைவரும் கொண்டாடுவோம் ும்மா கோலம் தெருங்கும் அலங்கார ஊரங்கும் திருவிழமாம் வீடங்கும் மா கோலம் திருவெங்கும் அலங்காரம் ஊரங்கும் திருவிழாவாம் இது தமிழரின் பரம்பரை இது தமிழரின் பரம்பரை உலகுக்குக் காட்டும் தமிழரின் பெருநாளாம் இது தமிழரின் பரம்பரை உலகுக்கு காட்டும் தமிழர் பெருமாழாம் பொங்கலு பொங்கல் தமிழரின் பொங்கல் அனைவரும் கொண்டாடுவோம் இது உழவரின் பொங்கல் இது உழைப்பின் பொங்கல் இது உழவரின் பொங்கல் உழைப்பின் பொங்கல் அனைவரும் கொண்டாடுவோம் கதிரவன் கருணையால் களத்து பொன்னாய் மாறியதால் கதிரவன் கருணையால் களத்து பொன்னாய் மாறியதால் காணிக்கையாக நாங்க காணிக்கையாக உங்க செஞ்சு கடனை செலுத்திடுவோம் கதிரவன் கருணையால் களத்து மேடும் பொன்னாய் மாறியதால் கதிரவன் கருணையால் களத்து மேடும் பொன்னாய் மாறியதால் நாங்கள் காணிக்க செஞ்சு நாங்கள் காணிக்க செஞ்சு பொங்க செஞ்சு கடனை செலுத்திடுவோம் பொங்கலோ பொங்கல் தமிழரின் பொங்கல் அனைவரும் கொண்டாடுவோம் இது உழவரின் பொங்கல் இது உழைப்பின் பொங்கல் இது உழவரின் பொங்கல் உழைப்பின் பொங்கல் உலகெங்கும் கொண்டாடுவோம் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் நலனை தோண்டி உலகெங்கும் வாழும் தமிழர்கள் நலனை வேண்டி தொழுதிடுவோம் முத்தோராசி நாங்கள் மூத்தோர் ஆசியை பெற்று என்றும் மகிழ்வாய் வாழ்ந்திடுவோம் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் நலனை வேண்டி தொழுதிடுவோம் நாங்கள் மூத்தோர் பெற்றோர் ஆசி பெற்று மகிழ்வாய் வாழ்ந்திடுவோம் பொங்கலோ பொங்கல் தமிழரின் பொங்கல் அனைவரும் கொண்டாடுவோம் இது உழவரின் பொங்கல் ஆமா உழவரின் பொங்கல் உழைப்பின் பொங்கல் உலகெங்கும் கொண்டாடுவோம் பொங்கல் உழைப்பின் பொங்கல் உலகெங்கும் கொண்டாடுவோம் மீண்டும் ஒரு நல்ல பாடலுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து உடைபெறுவது உங்கள் அன்பு பாலங்கம் தமிழின் கவித்த பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து நன்றி வணக்கம் பாய் ஹாப்பி பொங்கல்